மிகப்பெரிய வாதம்ிச்சு நடக்குறாரு நம்பிக்கை வருமா வராதா இதெல்லாம் பார்த்தா வருமா வராதாங்க என்ன சொல்றாரு நம்பிக்கை தான் விசுவாசம் எதுங்கிற தேவதூதர்களுக்கு வெறும் பாடியா நம்மளே பண்ணல இதுக்குள்ள இருக்கிற அந்த இறைதான் அவனை ஆசீர்வாதம் பண்ணது அப்ப என்ன இவங்களுக்கு சேவை பண்றதுக்கு அங்கேயும் இருக்கிறது உங்களுக்குள்ள இருக்கிறது அதே இறை தான் அந்த இறை வெளியில வர முடியும் தவிச்சுட்டு இருக்கேன் ஆணவம் கண்மம் மாழின்ற முடிச்சு காமம் குரோதம் லோகம் மோகம் மதம் ஆச்சரியம் டம்பம் தர்ப்பம் ஈருசை அசுயோன்ற பத்து முடிச்சுகள் அந்த இறைவன் வெளியே விடாம தடுக்குதுன்னு சொல்லி ஒரு பாடியை போட்டு அதுக்குள்ள இறைவனே இறங்கி வந்துருவார் உள்ளிருந்தே உணர்த்தி ஒவ்வொரு கணமும் உனக்கு நான் இருக்கிறேன் ஏதும் அறியாமல் தவிக்கின்றார் மானிடா உனக்கு புரிய வைப்பதற்காக நர உருவெடுத்து உன் முன்னே வந்து உபதேசித்தேன்றாங்க அப்படின்னா என்ன உள்ளுக்குள்ளே இருந்து டே இதை பண்ணாத டே இது நல்லதில்லை இது நல்ல இல்லைன்னு சொல்லிட்டு தான் யாருக்கு மனசாட்சி சொல்லாமல் இருக்குது இதை பண்ணாதான்னு யாருக்கு சொல்லாமல் இருக்குது ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் கேட்குற மாதிரி தெரியல ஏன்னா உள்ளுக்குள்ளே இருக்கன்னா மைப் மரியாதை இல்லை உங்களுக்கு ஏதோ பேசுது ஏதோ கத்துது நம்ம செய்கிறதான் சரி நான் அகங்காரத்தில் செய்கிறீங்க இப்போ என்ன பண்ணுவாங்க இவங்களை இப்படி சொன்னாலாம் புரியாதுன்னு சொல்லி இவங்களே கிளம்பி வந்துடுவாங்க ஏதோ ஒரு உருவத்தை எடுத்து கிளம்பி வந்து இது தான் அப்படி தான் நீங்கள் நான் யாருன்றதுக்குள்ளே போவேன் நான் ஒரு சாதாரண பிச்சைக்காரன் என்னை விட்டுருங்க நான் வந்து மிகப்பெரிய சித்திரங்களை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கிறேன் நான் சொல்லும் போது எனவே கனெக்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது ஐஎம் ஜஸ்ட் அ காமன் மேன் இதை உங்களுக்கு சொல்றதுக்காக வந்திருக்காங்களோ நானே சித்தர்களோட கருத்தை தான் எடுத்து சொல்லிட்டு இருக்கேன் எங்கேயா எங்க கருத்து எங்கேயாவது சொல்றேன்னா ஏதாவது ஒன்று ரெண்டு கருத்து வரும் அப்போ நீங்க இதில் நல்லா புரிஞ்சுக்கணும் வெளியில ஒரு உயிர் ஒரு ஆன்மாவானது வந்து உபதேசம் செய்யும் நீங்க அதையும் பிடிக்கல அப்படின்னு உங்களை யாரும் நினைச்சாலும் காப்பாற்ற முடியாது ஞானம் தான் எண்டு என் மோல தெரிஞ்சுக்கங்க நான் நான் இப்ப என்ன இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுட்டு நாளைக்கு காட்டுக்குள்ள ஓடுங்கன்னு சொல்றேன்னா சொல்றேன் நாங்க அப்படியே சரி இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் யாரும் இந்த வேலை எல்லாம் நீங்க பண்ணவே கூட ரெஸ்ட்ரிக்ஷன் நான்வெஜ் மட்டும் அவாய்ட் பண்ணீங்கன்னா உயர்நிலைக்கு போயிருவீங்க அதை மட்டும் புரிஞ்சுக்குங்க ஏன்னா ஒரு உயிரை என்ன எப்படி கொண்டாலும் கொள்றது கொள்றதுக்கு ஏதாவது எனக்கு விளக்கம் கேட்டீங்கன்னா அரை மணி நேரம் நான் விளக்கம் கொடுப்பேன் ஆல்ரெடி ஏழை வீடியோஸ்ல போட்டு நீங்க பொறுமையா போய் பாத்துக்குங்க நான் என்ன சொல்றேன் வேற எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் உங்களுக்கு கிடையாது அன்பா இருங்க தாண்டி நான் என்ன சொல்றேன் அதுவே நம்மளால பிராக்டிஸ் பண்ண முடியல பிரதமரோட பதவி வேணும்னு கேட்கறீங்க சரி நான் பிரதமரோட வேலை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு எல்லாருக்கும் ஆசை தான் பிரதமர் ஈஸியா நம்மளோட இயலாமையில அறிவுலே ஞானத்துல இருக்கிறவன் அவங்கிட்ட இருக்கக்கூடிய பிளஸ் பாயிண்ட் என்னதான் பாப்பானே தவிர அவன் எதனால் அப்படி வந்தான் தான் பாப்பானே தவிர உண்மையான அறிவு இருக்கிறான் அப்படிதான் இந்த வைத்தரிசல் இருக்கிறவங்க இவனுக்கு என்ன தெரியும் பேசுவாங்க அப்படின்னா புரியாதவன் தான் ஜெயித்தவனுக்கும் தோற்றவனுக்கும் கூட வரலாறு உண்டு எப்படியா ஜெயித்தவனுக்கும் தோற்றவனுக்கும் கூட வரலாறு உண்டான் விமர்சனம் செய்தவனுக்கும் வேடிக்கை பார்த்தவனுக்கும் ஒரு வரி கூட கிடையாதுன்றான் வேடிக்கை பார்க்கறவனாவே இருக்க போறோமா நம்ம விமர்சனம் பண்றவனாவே இருக்க போறோமா நம்ம எத்தனை பேரும் நீங்க ரெடி ஆகுறீங்களா எனக்கே தெரியாது எத்தனை பேர் வந்திருக்கீங்க இந்த உண்மையை உங்க வளர்ச்சியை யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது ஏன்னா இந்த அண்ட சராசரம் எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் இறைவன் என்ன பண்ணுவாருன்னா சத்தியத்தின் பாய்ல டிராவல் பண்ணுவோம் சோதனை தான் முதல்ல வைப்பார் சோதனை கடந்துதான் வந்தான் என்ன நீங்க இவ்வளவு நாள் கெட்டது போட்டுட்டு பட்டு நான் மாறிக்க போறேன் அப்படின்னா அது என்ன ட்ரூஆர் ஃபால்ஸ் விளாட்டா இல்ல ட்ரித் ஆர்டர் ஈஸியா டக்கு டக்குன்னு சூஸ் பண்றது நிறைய சோதனைகள் கொடுப்பாங்க அதுலையும் கடந்து நின்று ஜெயிச்சு நான் மட்டும் தான் புடி பக்கத்து போடுவேன் சேஃப்டி பண்ணுவேன் அஞ்சு பேரை சேஃப்டிக்கு போடுன்னு போட்டு விடுவாங்க உங்களுக்கே தெரியாம அஞ்சு பேர் உங்களை சேஃப்டி பண்ணிட்டு இருப்பாங்க தெரியுமா உங்களுக்கு ஆனா இறைவன் அந்த அளவுக்கு போறதுக்கு நீங்க ஒத்துழைக்கணும் நீங்க ஏத்துக்கணும் சித்தர்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க குரு சாட்சாத் பரபிரம் குரு சாட்சாத் பரபிரம் தான் அவர் தன்னை உணர்ந்து இறைவனோட போய் கலந்தவர் அவர் தான் குரு சாட்சாத் பரபிரம் அப்ப நீங்க குருவை கும்பிடாலும் ஒன்னுதான் பரபிரமத்தை கும்பிட்டாலும் தான் வாழ்ந்துட்டு இருக்க குருவை கும்பிடக்கூடாது அவர் இன்னும் கேம்ல தான் இருக்கிறாரு நீ எந்த குரு கும்பிடணும் பரிபூரணம் அடைந்த குருமார்களை தான் கும்பிடணும் ஏன்னா அவங்க உயர்ந்த தன்மையில் இருப்பாங்க அவங்க இப்ப ஒரு சில குருமார்களுக்காக இவங்களுக்கே ரூட் தெரியாது எப்படி வெளியில் வராது நடந்தாதான் தெரியும் புரியுது நான் ஏன் குருன்னு கூப்பிட வேணாம் நானே இன்னும் கேம்ல தாங்க இருக்கேன் அதுக்காக நான் பாதி தூரம் போனேன் வேற லெவலில் இருக்கு டேஸ்டா இருக்கு இந்த ரூட்டை நல்ல லெவல்லாம் போய் முடியுது அதெல்லாம் அதுக்காக நான் சொல்லாமல் இருக்க முடியுமா ஒரு நாலு ஒரு ரூட்ல போறேன் நல்லா இருக்கு நீங்க கஷ்டப்படுறின் போவாதிங்கப்பா கல்லு மண் மேடு நிறையா இருக்கு இந்த ரூட்டில் வாங்க ஜாலியா இருக்கு கார்ல போயிடலாம்னு கூப்பிட்றதுக்கு இதுக்கு எதுக்கு நான் வந்து உச்சகட்டத்துக்கு போயிருக்கணுன்ற அவசியமே இல்லையே ஏன்னா டெஸ்டினேஷன் ஏகப்பட்ட பேர் போயிருக்காங்க எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு டெஸ்டினேஷன் கிளியரா இருக்கு வழியில எந்தவித பிரச்சனையும் இல்லை அப்ப இந்த ரூட்டை சொல்றதுக்கு நான் போய் அடையணுன்ற அவசியம் இல்லையே ஏன்னா யாருக்கு இங்க பையம் இருக்கு யாருக்கா நேரம் இருக்கா நல்லா புரிஞ்சுக்கணும் வாழ்க்கையை நாம் வாழ்வது ஒரே காரணத்திற்காக தான் இறைவனை அடைய வேண்டும் அவ்வளவுதான் அப்படி உங்களுக்கு இல்லை என் பொண்டாட்டி தான் உண்மை புள்ளதான் உண்மை கேள்வி பயில் சொல்லணும் கணவன் இறந்தவுடன் உடன் கட்டை ஏறிவிட வேண்டும் நீங்களும் போய் சிதைல விழுந்து செத்தரணும் எத்தனை பேர் தயார் இன்னைக்கு உண்மைதானே சத்தியம் தானே அன்பா இருக்கீங்க தானே போக வேண்டியதானே இல்ல உங்க பொண்டாட்டி போன புருசு நீங்களும் போயிடணும் உடன் கட்டுதல் இதுக்கு பேரு தெரியுமா யார கேள்விப்பட்டிருக்கீக்காலங்கள்ல இருந்தது முந்தைய காலங்கள்ல உம் இப்ப இல்ல சொல்றேன் இல்ல என்னைய பொறுத்த வரைக்கும் அதுவும் தவறு தான் அதை விட்டுருங்க நீங்க நான் அது நல்லதா கெட்டதான்றதுக்குள்ளேயே போல நீங்க உங்களுடைய புரியாம இருக்கீங்கல்ல அந்த அறியாமையை புரிய வைக்கிறக்காக சொல்றேன் உங்களுக்கு தேவை என்னன்னு உணர்வு நல்லா வச்சிருக்குன்னா அதுக்கு ஒரு பார்ட்னர் ஒருத்தங்க தேவைப்படுறாங்க அதான் சுயநலமான வாழ்க்கை தானே இல்ல அப்படி நீங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னா ஒரு இருபது வருஷம் உங்க புருஷனை சம்பாதிக்க கூடாதுன்னு சொல்லி நான் அக்ரிமெண்ட் நீங்க இருது வருஷம் வீட்டில் சும்மாவே தான் இருப்பார் உங்கள் செல்லந்தானே உங்கள் டார்லிங் கொஞ்சிக்கிட்டே இருக்கு நீங்கள் வாட்டுக்கு நீ எப்படி எத்தனை வருஷம் கொஞ்சிருக்கீங்கன்னு பார்க்குறேன் நான் உங்களை மாதிரி ஒருத்தக்க நல்லா தான் பார்த்ததே இல்லைங்கன்னா உங்கள் மைண்டை நான் அவ்வளோ கண்ட்ரோலில் இருக்கா அவங்க புருஷன் என்ன ஒன்றாலும் சேர்ட்டே காலாட்டிக்கிட்டே வீட்டில் படுத்திருந்தா நிம்மதியாக இருந்துருவீங்க நீங்கள் மூணு நாள் பார்ப்பீங்க நாலு நாள் பார்ப்பீங்க அஞ்சு நாள் பார்ப்பீங்க ஆறாயிரம் நாள் அவனை பார்த்தாவே எரியுவீன் உங்களையே வேலை செஞ்சுட்ருக்கேன் சும்மாவே இருக்கானே தோணுதா தோணியா அப்போ நம்ம ஏற்காக வாழ்கிறோம் சுயநலமான ஒரு வாழ்க்கை இதை ஏற்றுக்க மாட்டுறீங்களேப்பா பிரச்சனையும் அங்கே வருது ரெண்டு இடுக்குடிமிழில இருக்காது எப்படி ஆகி போயிருந்தா நீ என் பொருள் என் ப்ராபர்ட்டின்னு ஆகும் போது ரோட்ல போற ஒருத்தன் நிப்பாட்டி கேள்வி வைக்கணும் சொல்றது பதில் சொல்றேன்னு சொல்ல முடியுமா ஏன் புரிசுதான் தப்பு பண்ணுங்க பதில் சொல்லுவேன் சொல்லாமா இல்லையா ஏன் உங்க குடிமிகில இருக்கு இது எப்படி ப்ரூவ் பண்ணலாம் உங்கள் புரிசன் அடுத்து கேட்கலன்னா உங்கள் அப்பா அம்மா கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ணுவீங்க ஆமாவா இல்லையா ஏன்னா உங்கள் குடும்பத்தில் ஒரு பதில் சொல்லிதான் ஆனும் அதை லாக்கு தான் அது பேரே கால் தான் பேரே அவ்வளோ தெளிவாக வச்சுருக்காங்க பாருங்கள் பேர் என்ன கால் நம்ம ஆளுக்கு தான் அதை புரிஞ்சுக்கிறது ஸ்டைலிஷான வேர்டுன்னு சொல்லி போய் விழுந்துடுறது கல்யாணம் பண்ணிக்க சொல்லாது உங்கள் விருப்பம் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க மகாவிஷ்ணு ஏதாவது முடிவுக்கு வந்தாருன்னு வந்துடற போறீங்க நீங்கள் இருக்கிற உண்மையாக சொல்லிடுவோம் முடிவு யாரோடது நீங்களே எடுத்துக்கோங்க அப்போ என்னென்னா நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் செஞ்சு புரிஞ்சுக்கோங்க இந்த குடும்பத்தில் ஒவ்வொரு விஷயம் இந்த கால்கட்டுன்னு போகும்போது நீங்கள் எல்லாமே உங்களுடைய தேவைகளுக்காகத்தான் நீங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறீர்கள் எல்லாமே உங்களோட தேவைதான் உங்களுக்கு சுகமா இருந்தால் புருஷன் நல்லவர் உங்களுக்கு சுகமா இல்லைன்னா புருஷன் கெட்டவர் அது எந்த சுகமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசுனா பொண்டாட்டி நல்லவங்க பிடிச்ச மாதிரி பேசலன்னா பொண்டாட்டி கெட்டவங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே தான் பிள்ளை இருக்கணும் பிடிச்ச மாதிரியே தான் இருக்கணும் அப்படின்னா நீங்க பிடிச்ச மாதிரி எத்தனை பேர்கிட்ட அப்படி நடந்துகிட்டீங்க உலகமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செயல்படுமா நீங்க ஆனால் அப்படி செயல்பட மாட்டீங்களா என்ன ரூல் இது இன்னைக்கு ஒரு உண்மையை நீங்க தெரிஞ்சுக்கங்க நாம் இந்த உண்மையை தெரிஞ்சாலும் இதே பூமியில தான் வாழ போறோம் ஆமாவா இல்லையா இல்லை நாளைக்கே செவாகிறதுக்கெல்லாம யாராவது போக போறோமா இந்த உண்மையை தெரிந்து விட்டேன் நான் ஞானத்தை புரிந்து விட்டேன் கடவுள் என்னை ஆசிவாதம் பண்ணாரா பண்ணலையான்னு கூட நம்ம தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் கிடையாது புரியல் இருந்துட்டா போதும் இல்ல நான் கேம்னா சரி ஓகே லூசு மாதிரி காயமே இது பொய்யடா காயம்னா என்ன புண்ணா உடம்பு காயமே இது பொய்யடா வெறும் காற்றடைத்த பையனை வெறும் காத்து வச்சிருக்கூடிய இந்த உலகத்தில் எதுவுமே நம்மளுக்கு கிடையாது எல்லாமே அங்கிருந்துதான் வந்திருக்கு சரி அப்ப நம்ம ஏன் பிறந்தோம் இப்போதைக்கு அதுக்கு தகுதி வரல உங்களுக்கு எப்போ தகுதி வருதோ அப்போ இறைவன் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு உணர்த்துவார் எடுத்தோடு காஞ்சி விஸ்வநாத சாமி காட்சி கொடுக்க மாட்டா உட்கார்ந்து கவறி அவர் என்ன லெவல்ல இருக்கிறாரு எத்தனை வருஷத்தாகவும் எந்த கோளில எங்க சுத்திட்டு இருக்கிறாருன்னு யாருக்கு தெரியும் எந்தெந்த உயிர்களுக்கு சேவை பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியும் காஞ்சி விஸ்வநாத அருள் குறியில நம்ம எப்படி உருவமா வந்து காட்சி கொடுத்து நான் உன்னை ஆசீர்வாத்து மகனே இப்படி சொன்னா நம்புவீங்களா நீங்க அணுக்களோட அணுக்களா இருக்கிறாரு உள்ளுக்குள்ள இருந்து இயக்கலாம் வெளியில இருந்து இயக்கலாம் பல பேரோட கனவுல போறேன்னா உங்களுக்கு எந்த விஷயம் பிடிக்குமோ அந்தநாத சாமியும் செய்யறவர் கிடையாது அவரும் ஒரு உடலாக தான் இருந்தார் அவருக்குள்ள இருந்தா அந்த ஆன்மா செய்தது எத்தனை புரியுது நான் சொல்றது அப்ப அந்த ஆன்மான்றது எது அது இறைவனுடையது லைட் பார்ட்டிகல்ஸ் அப்ப என்ன பண்ணுது ஒரு பூமியில் ஒரு சில பேர் வாழும்போது அவர்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தேவைப்படும் போது அதை திருப்திப்படுத்துவதற்காக சந்தோஷப்படுத்துவதற்காக நீங்கள் எந்த விரு உருவத்தை விரும்புகிறீங்களோ எந்த மாதிரியான பொருளை விரும்புகிறீங்களோ அதில் வந்து உங்களை ஹீல் பண்ணுது புரியுதாப்போ நான் சொல்கிறது பல பேர் நான் நினச்சா வந்துடுறீங்க தம்பி பிளஸ் பண்ணிடுறீங்க தம்பி எனக்கு சிரிப்பாக வர இத்தனை தரையும் சொன்னாலும் திருந்த மாட்டாங்க எப்படி சொல்லி புரிய வைக்க எங்க நான் இல்லைங்க அதுவும் உங்கள் மைண்ட் வாங்கின தான் எனக்கு நூறு தெரியும் அப்படின்றாங்க இப்பதான் நினைச்சவங்கலாம் நான் கிடையாது ஒரு சின்ன குழந்தை வந்தாலும் ஏமாத்திட்டு போயிடலாம் ஈஸியா ஏமாத்திடலாம் எதைச்சொன்னாலும் நம்புறீங்க நான் தெளிவுல புரிய வைக்கிறாங்க நான் கிடையாது உங்களோட மைண்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு தகுந்தார் போல உங்க ஆன்மா செயல்படுங்க நம்புங்க நம்புங்க நம்புங்கனாலும் இன்னைக்கு யாரும் நம்புறது கிடையாது நீங்க எல்லாம் புண்ணியப்பட்ட ஆத்மாக்கள் இன்னைக்கு எழுதி வச்சுங்க எழுதி தரேன் நான் ஏன் அப்படின்னா இந்த உண்மை இதய திருப்பூர் குள்ள இந்த பக்கத்துல எத்தனை வீடு இருக்கு அந்த பக்கம் எத்தனை வீடு இருக்கு இந்த உண்மையை தெரியாம செத்துருவாங்க கடைசி வரைக்குமே சண்டை போட்டு துக்கத்துல துவண்டு போய் கஷ்டப்பட்டு வேதனை போட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு எல்லாம் பட்டு கடைசியில அடடா என்னடா வாழ்க்கை சொல்லி உயிர் போயிரும் உடம்பு போயிடுச்சுன்னா உயிர் போயிரும் அப்ப உயிர் போயிடுச்சுன்னா எங்க போய் நீங்க ஆன்மலாபத்தடைய உடம்புல உயிர் இருக்கும் போதே நம்ம ஒரு சில பயிற்சிகளையோ புரியல்களையோ இறை விசுவாசமோ குரு பக்தியோ இருந்தால் தான் உச்சகட்ட நிலையான பிறவியில்லா பெருவாழ்வு அல்லது மோட்சம் அல்லது முக்தி அப்படின்ற நிலைமைக்கு போக முடியும் உயிரு இருக்கும்போது பூவம் புருக்ஃபீல்ஸ் மாலில் சுற்றிட்டு அங்கே இருக்கக்கூடிய மற்ற மால்ஸெல்லாம் சுற்றிட்டு கார் ஓட்டிட்டு சாப்பிட்டுட்டு போண்டா சாப்பிட்டுட்டு பாரதி கண்ணமா சீரியல் பார்த்துட்டு பிக்பாஸ் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா எதற்காக உனக்கு நான் பேட்டரியை கொடுத்தாமிச்சின்னு எதுக்கு பயன்படுத்திகிட்டு இருந்துன்னு கேட்பாங்களா மாட்டாங்களா நான் என்னங்க பண்றது இறைவன் உணர்த்தணும் சரி ஓகே இறைவனோட ரூல் பொடி என்ன சத்தியத்தின் பாய்தான் வாழணுன்றது முன்னோர்கள் சொல்லி கொடுத்துட்டு வராங்களா இல்லையா அப்பா அம்மா சொல்லி கொடுக்குறாங்களா இல்லையா நம்ம வாழ்ந்தமா ஒரு ஆத்திர அவசர தேவைக்காவது நீங்க டக்குனு ஒருத்தர ஏமாத்தீங்க இல்ல காயப்படுத்தீங்கன்னா அப்போ அதுக்கு டெம்பரரி ரிலீஃபா இருக்கும் ஆனால் பெர்மனன் ரிலீஃப் கிடையாது இங்கே ஒரு டோர் ஓப்பன் ஆச்சுன்னா அங்க ஒரு நூறு டோர் லாக் பண்ணி விட்டுருவானுங்க தெரியுமா உங்களுக்கு கஷ்டப்பட்டு வெயிட் பண்ணி இந்த டோரை மிக சரியான சாவி தான் போட்டு துறக்கணும் அப்படின்னு நீங்க சொல்லி துறந்து சாவியா உடஞ்சி போனாலும் பரவாயில்ல இவனுடைய சத்தியத்துக்காக இந்த ஒரு டோர் லாக்கான பின்னாடி இருக்கிற நூறு டோரையும் திறந்து விட்டுருவாங்க எத்தனைக்கு புரிய இந்த மேட்ரு அப்ப என்னன்னா சாவி போட்டு துறக்கணுன்றது அறிவு கேமு சாவியா இல்லைனாலும் உனக்கு நான் துறப்பட கருணைதான் உண்மையான அருள் நெறி இறைவன் நெறி எத்தனைக்கு புரிய இந்த மேட்ரு ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க கேமா பார்த்தீங்க அப்படின்னா பவர் போகுது அது போகுது இது போகுதுன்னு நினைப்பீங்க கருணையாக பார்க்கும்போது இந்த கான்செப்ட் எல்லாமே தவிடு முடியாது ஏன்னா கருணை என்பது அறிவிலையே அடங்காதுங்க அறிவில் அடங்கிட்டானா எப்படிங்க கடவுளா இருமா அறிவு மூளைக்கு ஒரு ஆர்கன் மூளைன்றது மேலே இருந்து வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் அவ்வளோ இருக்கு அதை மொத்தத்தின் தாங்கன்னா செத்துருவான்னு சொல்லி குட்டியாக அவனை கொடுத்து அனுப்புகிறேன் மூளை முதல்ல படைக்கிறான் கொஞ்சோண்டு பேராற்றல் ஒரு சுப்ரீம் பவர் இயக்குது அப்ப அந்த பாடி இயங்கும் புரியுதா புரியல என்ன சொல்றது மூளை இயங்குனாதான் இந்த பாடி இயங்கும் வழியாக அந்த மொத்த எனர்ஜி கிரகிச்சு ஒரு உடல் விட்டுட்டு போயிட்டிருக்கா போல விந்து சக்தி அதிகமா தேவைங்கிறப்பிடாது உடலை விட்டு உயிரை வெளியே பிரிக்க முடியும் சத்தியமான உண்மை நான் கும்புற காஞ்சி விஷ்ணு சுவாமிகள் மேல சத்தியம் சொல்றேன் உங்களுக்கு எனக்கு ஒரு உபயோகமும் கிடையாதுங்க இதை பத்தி யாருமே பேசாதனாலதான் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது யாருமே பேசலன்னா யாருதான் பேசறது அப்புறம் நம் நோக்கம் இதுக்கப்புறம் ஒன்னே ஒண்ணுதாங்க அட்டமாசித்தி அடையணும் அதை அடையணும் இதை போய் ரீச் பண்ணணும் அதை போய் ரீச் பண்ணுன்றதான் வச்சுக்காதீங்க அதெல்லாம் வந்தாலும் பிரச்சனை இல்லை வரலனாலும் சிறப்பா குடும்ப வேலைகளை பார்க்க வேண்டும் என்ன வர மாட்டேங்குது பேச்சே வரலிய அப்போ எப்படி குடும்பத்தால் பார்க்காம எப்படி இருக்கிறது பிடிக்கல தம்பி அதானே வேறு ஆப்ஷனே இல்லை நடிக்கணும் ஏன்னா நமக்கு வேறு எங்கே போகிறது ஆசிரமத்தில் இடம் இல்லை ஐம்பது பேர்த்துக்கு அறுபது பேர்கிட்ட இன்றைக்கி வந்திருக்கீங்க இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா நல்லா புரிஞ்சுக்குங்க இந்த வாழ்க்கையே வாழ்ந்து தான் அவங்களுக்கே அப்படி இருக்குன்னா எனக்கெல்லாம் எப்படி இருக்கும் டு த கோர் மைண்ட் வேலை செய்து மேட்ரிக்ஸ்ல கோடு கியூப் ஃபார்ம் ஆகிட்டு ஒரு எதை பார்த்தாலும் வேற வேற மாதிரி தெரியுது ஐயோ யோ என்னமோ தெரியுது ஒரு உணர்வு வேற மாதிரி ஃபீலே அப்படியே என்னை முடிச்சு விட்டுருங்கடா முடிச்சு விட்டுருங்க கூட மாட்டேன் உங்களுக்கு இப்படி இருக்குன்னா எனக்கு எப்படி இருக்கு பட்டினத்தரை எப்படி இருந்திருக்கும் நான் உபதேசம் கொடுத்து பத்திரகிரியா ரீச் ஆயிட்டா மேல நான் என்னோட கரும்பு பெய் கரும்பு எடுத்து நான் சுத்திட்டு இருக்கேன் ஃபீல் பண்ணாரா இல்லையா இப்ப நான் உங்ககிட்ட என்ன பெரிய பெரிய ஆட்களுக்கே இதுதான் நிலமை உடல் கருமா ஆத்ம கருமா ரெண்டு கருமா முடிகிற வரைக்கும் இருந்தாங்க நடிச்சு தான் ஆகணும் வேறு வழி இல்லை வேறு ஆப்ஷனும் இல்லை இந்த ஞானம் வந்துடுச்சுன்னு உங்கள் புரிசு கிட்டே திமுரு மாட்டிப்பீங்க பேசாமல் இருந்தாலும் மாட்டிப்பீங்க ஓவராக பேசினாலும் பிரச்சனை ஓவராக பேசுனாலும் பிரச்சனை என் ரொம்ப க்ளோஸாக இருக்கிற வாலண்டியர்ஸுக்கு தெரியும் ப்ரூவ் பண்ணிடுவேன் எங்கேயாவது போய் நிப்பாட்டி வச்சு வேறு ஏதாவது ஒரு சம்பவத்தை ரியலாகவே நடக்கிற மாதிரி நடக்க வச்சு ப்ரூவ் பண்ணிடுவோம் புரிஞ்சுருவாங்க ஆஹா அதுக்கப்புறம் சொல்லுங்கள் இது எதுக்காக தான் பண்ணணும் எப்போ அதுக்கு இப்படித்தான் ப்ரூவ் பண்ணி வியாபா நீ நல்லாவே புரிய அந்த சம்பவத்தில் ஈடுபடுத்தினா தான் நம்ப நான் பேசிக்கிட்டே எப்படி அவனுக்கு நம்பிக்கை அது வரமாட்டிங்குது ஒரு சில பேத்துக்கு சம்பவத்தில் ஈடுபடும் ஆஹா இதுதான் உண்மை அப்படின்ற நம்பிக்கை அதுக்கப்புறம் தான் வருது அப்போ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா வேறு வழி இல்லை நாளைக்கே இந்த உண்மை உங்களுக்கு தெரிந்தாலும் நாம் வேறு இடத்துக்கு போக முடியாது அதே புருஷன்தான் அதே பொண்டாட்டி தான் அதே பிள்ளைங்க தான் அதே குழந்தைங்க தான் அதே வீடு தான் அதே வாசல் தான் அதே ஸ்கூலு தான் அதே காலேஜ் தான் நீ விருப்பா வேற வேற இடத்துக்கு போனா பட் பூமிக்குள்ள தான் இருப்பீங்க பூமிக்குள்ளே இருக்கும் போது புவியிருப்பு விசை தானே செயல்படும் கிராவிட்டல் ஃபோர்ஸ் தானே செயல்படும் சரி அப்போ இந்த பூமிக்குள்ளே வாழும்போது எப்படி வாழணும் பூமியின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு வாழ வேண்டும் என் மூலம் புரிஞ்சுக்கணும் சாக்ரிட்டி சட்ட பண்ணாங்க என்னங்க பண்ணாங்க ஏத்தன்ஸ் கவிஞருங்க அறிஞியருங்க அவரு என்னங்க பண்ணாங்க அவரை கொடுத்து தான் கொண்டாங்க வசத்தை குடிச்சிருப்பா தனியாகவே குடிச்சிரு கொடுத்து புரிய இருக்காங்கிட்டு இருக்கு நினைக்கணும் தெளிந்தவர்கள்